ஹாய் Hello வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இடையில ரொம்ப ஒர்க் காரணமாக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் தெங்கு மாடா வீடியோவுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இனி அப்பப்போ நான் போன இடங்கள் எல்லாத்த பற்றியும் வீடியோஸ் போடுறேன் அப்புறம் விவசாய தகவல்களும் வந்து இனி திறந்து நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் போன ஒரு ஊர் ஊட்டி கூடலூர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் ஊட்டி அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும் பொட்டானிக்கல் கார்டன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்புறம் ஃப்ளவர் ஷோ பச்சை பசேன் இருக்கிற டீ எஸ்டேட் அப்புறம் உறைஞ்சி போகிற மாதிரி ஜில்லுன்னு காற்று இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ஊட்டியில் தெங்கு மாதிரி மக்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் கூடலூர் ஊட்டி மலைக்கு கீழ் பகுதியில் தமிழ்நாடு கேரளா எல்லையில் இந்த கூடலூர் அமைஞ்சிருக்கு இங்க ஊட்டி மாதிரி அதிக மக்கள் பார்வையிடுற சுற்றுலாத்தலங்கள் இல்லைனாலும் இங்க சும்மா ஊரை சுற்றி பார்க்குறதுலேயே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஊட்டியிலிருந்து கீழே இறங்கி வர வழியில் நடுவட்டம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இறங்கி சுற்றி பார்த்தாலே அந்த இடத்துல எப்பவும் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அடர்ந்த காடுகள் உயர்ந்த மரங்கள் இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அங்கேருந்து கீழே வந்தோம்னா நீடில் ராக் அப்படிங்கிற வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா பக்கமும் நல்லா தெரியும் அது இல்லாமல் அடிக்கிற காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் நார்மலாக நல்லாயிருக்கும் இந்த ஃபீலிங்கை வந்து சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து அனுபவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கேருந்து கீழே வந்தோம்னா கூடலூர் சிட்டி அதாவது சிறி இதாக ஒரு சின்ன குட்டியோண்டு இருக்கிற சிட்டியாகத்தான் இருக்கும் இங்கே வந்து பஸ் ஸ்டாம்பு கூட இங்கே வந்து நம்ம ஊரில் கீழே இருக்கிற பஸ் ஸ்டா பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ குட்டியாக ஒரு பேர்னு அங்கேருந்து மைசூர் ரோட்டில் போனால் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இருக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து பந்தலூர் வழிய வழியில் போனால் தேவாலயம்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக மலைப்பொழிவு இருக்கிற ஒரு ஊர் இதை வந்து இரண்டாவது சிரபஞ்சின்னு சொல்கிறாங்க கூடலூர்லேருந்து கேரளா வயநாடு வந்து பக்கங்கிறதால அங்கேயும் போய் சுற்றி பார்க்கலாம் இரவு வந்து கூடலூரில் லாட்ஜில் வந்து தங்கலாம் இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா வயநாடில் பிளான் பண்ணி அங்கேயும் ரூம் எடுத்து தங்கலாம் ஊட்டிலேயே நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தா கூடலூர்லேருந்து முதுமலை பார்த்துட்டு மசனக்குடி கல்லட்டி வழியாக ஊட்டி போகும்போது காட்டு பயணத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம் கல்லட்டி வழிப்பாதை குறுகலாக இருக்கும் இதனால் வந்து நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்கும் இது இதே வந்து தனியாக கூடலூர் மட்டும் பார்க்க வர்றவங்க அங்கேயே ரூம் எடுத்து அந்த இயற்கை அழகு வந்து ரசிச்சுட்டு போகலாம் அதுக்கப்புறம் பைக் ரைடு வர்றவங்க சத்தியமங்கலம் போய் அங்கிருந்து திம்பம் மலைப்பாதி வழியாக சாம்ராஜ் நகர் குண்டல்பேட் அது வழியாக மூணு சரணாலயங்கள் அதாவது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பந்திபூல் புலி புலிகள் சரணாலயம் முதுமலை புலிகள் சரணாலயம்னு மூணு புலிகள் காப்பகத்தை தாண்டி நம்ம வர முடியும் அது மட்டும் இல்லாமல் வர வழியில் யானை மான் காட்டு பண்ணி கா கரடி காட்டெருமை சில நேரங்களில் வந்து செருத்தை கூட நம்ம ரோட்டில் பார்க்க முடியும் வனவிலங்களை துன்புறுத்தாமலும் வனத்தை சேதப்படுத்தலாமலும் வனத்தை எல்லா அளவையும் வந்து ரசிக நண்பர்களில்லை அப்புறம் கூடலூரில் ஸ்பைசஸ் வகைகள்லாம் வந்து அதாவது ஏலம் முந்திரி லவங்கம் கிராம்பு தீத்தூள் மிளகு இதெல்லாம் வந்து குறைந்த விலைக்கு தரமாக கிடைக்கும் ஊட்டி வரவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கூடலூர் ஒரு மினி சொர்க்கனே சொல்லலாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஃப்ரான்ஸ்